வணக்கம் விஎ வர்ணா ஃப்ரம் சிறுமுக கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுலேயுமே ஒன் அண்ட் ஆஃப் வார்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சிக் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைட் வார்பன் ஃபிஃப்ட் ரெண்டு போஷன்லேயுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரி கூட கண்டிப்பாக சில்க் மார்க் லைபிள் அட்டாச் பண்ணி தருவாங்க ஃபர்ஸ்ட் சாரி பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ டோன்லையும் படி ஆஃப் தி சாரி கிரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ்டு டோனுங்க டிவெல் டோன்ல இருக்குங்க பல்லுவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க்கும் பாடியில் வந்திருக்க மோடிஸ் கோல்டன் டெஸ்ட் சரரியில் ஒரு ரோவும் சில்வர் டெஸ்டட் சரியில் ஒரு ரோவும் ஆல்டர்னேட்டிவ் வோஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கோங்க இந்த சாரியுடைய கோட் ஃபைவ் ஃபைவ் ஒன்றுங்க இந்த சாரீஸில் யூஸ் பண்ணுற சாரி டெஸ்ட் சரி ஹாஃப் ஐன் சரி எல்லா சாரீக்குமே ப்ளைன் ப்ளவுஸ் தான் இருக்க போகுதுங்க இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற எல்லா சாரிக்குமே ப்ளெயின் ப்ளவுஸ் தான் வரப்போகுது இந்த சாரீஸ்னுடைய லெந்த் பார்த்துட்டிங்கனா சிக்ஸ் பாயிண்ட் டூ இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க வித் ஆஃப் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வரும் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருங்க வெரி வெரி லைட் வெயிட் சாரீஸ் ப்யூர் சில்க் சாரீஸ்ங்க ஹேண்ட் ஓவன் சாரீஸ் ஃபைவ் ஃபைவ் டூ சாரீ கோட் பலுவன் ப்ளவுஸ் ரெடியும் கிரீன் டோன்லையும் பாடி ஆஃப் தி சாரி மேங்கோ எல்லோலையும் இந்த வீடியோ ஷோப் பண்ணுற சாரீஸுடைய பிரைஸ் செக்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி ஃபைவ் பாடி ஆஃப் தி சேரீ லைட் சாக்லேட் கலர்லையும் பல்லுவன் ப்ளவுஸ் பாஸ்டல் க்ரீன் ஷேட்லேயும் இருக்குதுங்க லைட் ஷேடு தான் டபுள் ஃபைவ் த்ரீ சாரீ கோட் கோல்டன் சில்வர் ஜரி மோட்டிவ்ஸ் ஸாரீ ஃபுல்லாக ல ரோஸில் வருங்க பாடி போர்ஷனில் வந்திருக்கு இந்த மோட்டிவ்ஸ் வந்து இன்னரில் இருக்க மட்டும் வராதுங்க எல்லா சேரீக்குமே அப்படி தான் இன்னரில் இருக்க மட்டும் வராதுங்க Return Policy பொறுத்த வரைக்கும் சேரீ ஏதாவது damage ஆக வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ரிட்டன் அக்ச அக்செப்ட் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் டேமேஜஸ் தெரிகிற கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் அதிக கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஹண்ட்ரட் டேமேஜோட ஸாரீஸ் உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க நம்ம ஸாரீ ரிசீவ் பண்ணும்போதும் அதாவது தடிக்காரங்கிட்டிருந்து ரிசீவ் பண்ணும்போதும் ஸாரீ உங்களுக்கு சென்ட் பண்ணும்போதும் செக் பண்ணி தான் நம்ம வந்து பார்சலே வைக்கிறோம் ஸோ டேமேஜாக வருமானம் கண்டிப்பாக வீடியோ மஸ்ட்டு பாருங்க, வீடியோ பார்த்து பார்த்து கண்டிப்பாக வாங்குங்க ஃபைவ் ஃபைவ் ஃபோருங்க பாடி ஆஃப் தி ஸேரீ ப்ளூ கலர் பல்வன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க அட்லீஸ்ட் நீங்கள் வாங்குகிற சேரிக்காச்சும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க நெக்ஸ்ட் ஸாரீ ட்ரிபிள் ஃபைவுங்க பாடி ஆஃப் தி ஸாரீ காக்கி கலர் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் ராயல் ப்ளூ டோனுங்க டாப் அண்ட் பாட்டமில் சரி பார்டர் வர்ற ஸ்டைலும் இந்த வீடியோவில் இருக்குதுங்க Borderless ஸ்டைலில் வந்து end of the வீடியோலேயும் கொஞ்சம் சாரீஸ் வந்து இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் வரும்போது ஸேரீட கோடை எங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்து புக் பண்ணுங்கன்னு சொல்லலாம் எங்களோட புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் மட்டுமே புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் பாடி இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் கோல்டன் டெஸ்ட் சேரீயில் ஒரு ரோவும் த்ரட்டில் ஒரு ரோவும் மோட்டிவ்ஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கோங்க ப்ரீபேமெண்ட் மோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி எங்களுக்கு பே பண்ணலாம் நெக்ஸ்ட் சேரீ 557 ஃபைவ் செவன் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜிந்தா பாடி ஆஃப் தி சாரீ ரேடியம் க்ரீம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரீ ஒர்க் Cash ஆன் delivery பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறோங்க அந்த 200 ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணும் சாரி நீங்க ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு ரிசீவ் பண்ணிக்கணுங்க சிவோடி மோடில் புக் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணுற சாரியில் டசல்ஸ் இல்லை அப்படின்னா டசல்ஸ் கேட்க வேண்டாங்க அதேமாதிரி சிவோடி மோடில் புக் பண்ணுறவங்களுக்கு அந்த புக்கிங்கில் ஒரு பர்டிகுலர் புக்கிங்கில் ஒரு சாரீ மட்டுமே நம்ம புக் பண்ணி தரோங்க அந்த சாரீ நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சாரீ நீங்கள் ரி booking பண்ணிக்கலாம் டபுள் ஃபைவ் எயிட்டுங்க பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்சிலையும் பாடி ஆஃப் தி சாரி ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு டோனுங்க டிவெல் டோனில் இருக்குங்க அதுவே ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் வாங்களாம். ஒரு ஒரு கூட நாம் அனுப்பிச்சி கொடுக்குறோங்க பல்காக வேணாலும் பண்ணித்தரோம் காண்டாக்ட் பண்ணுறது வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே பண்ணுங்கள் இருக்குது கால் பண்ணி இருக்காங்க 559 பர்ச்சேஸ் பண்றது இருக்குதுன்னு தாராளமாக இருக்கு இந்த சாரி பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்கு சாரீ டேமேஜாக வந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் கூட அவைலபிள் இருக்குதுங்க பேஸ்ட் ஆன் த கன்ட்ரி பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அதுவும் நீங்கள் எத்தனை சாரீ செலக்ட் பண்ணுறிங்கிறத பொறுத்து நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ சாரீ கோடுங்க பாடி ஆஃப் தி சாரீ ரெட் கலர் பல்வேன் ப்ளவு க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டு டோனுங்க டிவேல் டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறனால யுனிக் பீஸஸ் தான் நம்ம மேக் பண்ணுறோம் உதாரணத்துக்கு இந்த கலர் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் நம்ம மேக் பண்ணுறோங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன்லைமில் வாட்ஸ்அப் மூலமாக booking பண்ணிக்கோங்க ஒன் sold out அப்படினா சேம் சேரீ அகெயின் கண்டிப்பாக கிடைக்காதுங்க 561 சிக்ஸ் code body of the ஆஃப் radium ஸாரி ரேடியம் க்ரீனுங்க பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ ஃபைவ் சிக்ஸ் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை வரப்பில் சாரீஸ் வந்து மேக் பண்ணதை ஷோ பண்ணிகிட்ருக்கோம் பார்டர்லெஸ் ஸ்டைலையும் இருக்குது பார்டர் வச்சதும் இருக்குதுங்க இப்போ வரைக்கும் நாம் பார்க்குறது எல்லாமே டாப் அண்ட் பாட்டமில் டிஷ்யூ பார்டர் வந்திருக்கக்கூடிய பேட்டர்ன் பார்க்குறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ்ஸில் சாரீஸ் வருங்க ஃபைவ் சிக்ஸ் டூ பட் எழுதி சாரீ டார்க் பீச் ஷேட்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லையும் இருக்குங்க ரேடியம் க்ரீன் மீன ஒர்க்குக்காக த்ரெட்ஸ் வந்து இந்த சாரீஸில் யூஸ் பண்ணியிருக்கோங்க ஃபைவ் சிக்ஸ் டூ Booking WhatsApp புக்கிங் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே ஆன் கால்லேயோ கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாங்க பிடிச்சிருக்கிற சாரியுடைய கோட WhatsApp பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க வேணும்னா புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் பழைய வீடியோஸில் ஏதாவது பார்த்துருக்குறீங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ நெக்ஸ்ட் ஸாரீ பாடி ஆஃப் தி சாரி வயலட் கலர்லையும் பலுவன் பிளவுஸ் Blouse, Green Color ஆல்கே கிரீன் ஃபுல் அண்ட் Full கோல்டன் டெஸ்ட் ஜெரி ஒர்க் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சாரீ கூடுங்க யூனிக் பீசஸ் தான் இருக்குதுங்க லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த pattern பொறுத்த வரைக்கும் இருக்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஆர் சாரீஸ் வந்து நம்ம அதிகமாக மேக் பண்ணுறது கிடையாதுங்க அதனால வீக்லி ஒரு வீடியோ மட்டுமே நம்மளால் இந்த pattern பொறுத்த வரைக்கும் தர முடியுதுங்க ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சாரீ கோட் பாடி ஆஃப் தி ஸாரி டீல் ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் full டார்க் பிங்க் ஷேடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சரி ஒர்க் பல்லு வழியும் பாடி ஆஃப் தி ஸாரி கோல்டன் டெஸ்ட் silver ஒர்க்கில் oru ரோவும் சில்வரில் ஒரு ரோவும் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கீங்க ப்ளைன் பிளவுஸ் ப்ரீபேமெண்ட் மோட்ஸில் புக் பண்ணுறவங்க டசில்ஸ் இல்லாத ஸாரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணும்போது டசல்ஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக டசல்ஸ் போட்டு வச்சு தரும் இது வாட்ஸ்அப் புக்கிங் அப்படிங்கிறதுனால அட்ரஸில் நீங்கள் வந்து அட்ரெஸ் கொடுக்கும்போது சொல்லாமல் சேட்டில் வேறு ஏதாவது ஒரு ப்ளேஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதாவது டசல்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா எங்களால் ஐடென்டிஃபை பண்ணி டசல்ஸ் போட்டு வைக்கிறது சிரமமாகிடும் அதனால தான் அட்ரெஸ் கொடுக்கும்போது சொல்லுங்கள் டேக்கிங் டீம் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக டசல்ஸ் போட்டு அதை வச்சு கொடுத்துருவாங்க ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சாரீ கோடுங்க பழுவன் ப்ளவுஸ் கிரீன் கலர்லேயும் ரேடியம் க்ரீன்லேயும் பாடி ஆஃப் தி ஸாரீ காஃபி ப்ரௌனில் இருக்குங்க டியூயல் டோன் தான் மரூன் அண்ட் காஃபி ப்ரவுன் டோனுங்க கோல்ட் அண்ட் சில்வர் ஜரீஸில் வந்து மோர்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வருதுங்க ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஸாரீ கோட் பாடி ஆஃப் தி ஸாரீ மஸ்டர்ட் கலர் பலுவன் பிளவுஸ் ரெட் கலருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டட் ஜரி ஒர்க் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஸாரீ கோட் அதே மாதிரி டிஸ்பேச்சிங் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும்ங்க இன்னைக்கு புக் பண்ணுற சாரி வெரி நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்பேச் பண்ணி கொடுக்குறோம் வித்தின் தமிழ்நாடு அப்படின்னா டூ டேஸில் ரிசீவ் ஆகுங்க அதர் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ 4 டேஸ் மேக்சிமம் அதர் கண்ட்ரி அப்படிங்கிறப்ப 7 டேஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே உங்களுக்கு கையில் கிடச்சிருங்க ஃபைவ் டபுள் சிக்ஸ் இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு ஷிப்பிங்கினுடைய சார்ஜஸ் மட்டும்தானே தவிர எந்த ஒரு க டியூட்டி சோ அந்த மாதிரி நாம் எதுமே கலெக்ட் பண்ணல உங்களோடய கண்ட்ரில வந்து ஏதாவது டியூட்டி டேக்ஸ் கேட்குறாங்க அப்படினா அது நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க நாம் செண்ட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி சென்ட் பண்ண முடியுறதில்லை பிஸ்னஸ் பார்சலாக மட்டுமே சென்ட் பண்ணுறோம் வித் பில்லோட பிஸ்னஸ் பார்சலாக மட்டுமே இன்டர்நேஷனல் பார்சல்ஸ் வருங்க ஸோ வேணுங்கிறவங்க வாங்கும்போது சம் கண்ட்ரீஸில் கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பே பண்ணி வாங்கிக்கோங்க பாடி ஆஃப் தி சாரி நேவி ப்ளூ பல்வன் ப்ளவுஸ் ரெட் கலருங்க 567 சிக்ஸ் செவன் next கோட் நெக்ஸ்ட் ஸாரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட்டுங்க பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் தி ஸேரீ பாஸ்டல் க்ரீன்லேயும் இருக்குங்க ஃபைவ் சிக்ஸ் எயிட் சாரீ கோட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் அண்ட் ஹாஃப் ஒரப் சாரீஸ் வித் பார்டர்லேயும் பார்த்தோம் வித்வுட் ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் நிறைய மோட்ஸ் தரும் பே பண்ணுறதுக்கு சிஓடி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது சிஓடி ஆப்ஷனில் புக் பண்ணுறவங்க கண்டிப்பாக சாரி வாங்கிக்கோங்க என்ன ரீசன்னால் எல்லாம் யூனிக் பீசஸ் தான் இருக்குதுங்க ஒரு வேளை நீங்கள் வாங்குகிற சாரீ நீங்கள் ரிசீவ் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க கேட்டு அதை அவங்களுக்கு கிடைக்காமல் போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி நடக்குதுங்க நிறைய அதனால் சொல்கிறோம் ஃபைவ் சிக்ஸ் நைன் இந்த வீடியோ பார்க்குற லாஸ்ட் சாரி பல்வன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலையும் பாடி ஆஃப் தி சாரீ ரெட் கலர்லையும் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரீ ஒர்க் எல்லா சாரிக்குமே ப்ளைன் ப்ளவுஸ் தான் வருது டசல்ஸ் இல்லாத சாரீ சூஸ் பண்ணுறீங்கன்னா அட்ரஸ் அனுப்பும்போது டசல்ஸ் வேணுங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள் டசல்ஸ் போட்டு வைக்கிறோம் அஞ்சாயிரத்து மட்டுமே இந்த வீடியோவில் ஷோ பண்ண சாரீஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் இது எல்லாமே பியூர் சில்க் அப்படிங்கிறனால ஒவ்வொரு சாரீ கூடும் கண்டிப்பாக இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணித்தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்